வணக்கம் அன்பானவர்களே இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளிவழியாக உங்கள் சபிக்க விருந்தாக கண்ணால் காண்பதும் போய் காதல் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதை மெய் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் உதாரணம் தான் இந்த சிறுகதை இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டு தினமலரில் வெளிவந்த ஒரு சிறுகதை உயர்த்திரு சுசமுத்திரம் அவர்கள் எழுதிய காலுக்கு செருப்பாய் என்ற சிறுகதையதான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க உன் காலுக்கு செருப்பாக பிள்ளையாண்டான அவதாரமான அந்த காரை பழப்பழக்க வைத்து விட்டு கீழே எரியப்பட்ட கந்தல் துணி போல் கீழே கிளந்த பொன்னம்மா எழுந்தாள் சற்றே உடம்பை நகர்த்தியவள் சுந்தரத்தை பார்த்து விட்டாள் அந்த அழுக்கு துணி காற்றால் தூக்கப்பட்டு விழுந்தால் எப்படி தோன்றுரத்தை வழிமறிப்பது போல் நின்று கொண்டு இப்படி கேட்டுவிட்டாள் சுந்தரம் திடுக்கிட்டார் பிறகு அவளை திட்டப்போவது போல் முகத்தை வீராப்பாக்கினார் பழக்கப்பட்ட முகம் என்பதால் சிறிது நிதானித்தார் ஆனாலும் அதற்கு என் சிநேகிதனை எப்படி திட்டலாம் என்று கேட்பது போல் பங்களாவுக்குள் கிடந்தால்களை பற்றி கொண்டுகளில் ஒரு மனிதன் போல் நின்றபடி குறைத்தது அந்த குறைப்பு பங்களா அம்மாவையும் வாசல் வரை கொண்டு வந்து விட்டது சுந்தரம் கார் ஒரு கையை ஊன்றியபடியே குறைத்த நாயை இன்னொரு கையால் ஆற்றுப்படுத்திவிட்டு அவளை கேட்டார் என்ன பண்ணமா என்ன நடந்தது ஏன் இப்படி ஒப்பார் வைக்கிற என் பிள்ளையாண்டான ராவோடு ராவா போலீசு புடிச்சிட்டு போயிடுச்சு இல்ல அப்படி இருக்கையில அவனை பிடிச்சு கொடுப்பேனா என்ன நடந்தது சட்டு புட்டுனு சொல்லு பொன்னம்மா கிளவி சிறிது நிதானப்பட்டாள் ஒண்டியாய் பிறந்த மகன் பாக்கிய முத்து அப்போதே ஜாமீனில் வந்து விட்டது போல் தோன்றியது வருத்த குறைபே அவளுக்கு மகிழ்ச்சியாய் தோன்றியது கேள்வியெல்லாம் விட்டது போல் நாணினாள் மன்னிச்சிடுப்பா என்று சொன்னபடியே அவர் கையை பிடிக்க போனால் ஆனாலும் கூச்சம் டாலெடுத்த கடிகார கையை தன் அழுக்கு கையால் தீண்ட அச்சம் அவள் கை மேலேயே அவளுக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டது சுந்தரம் பரபரத்தார் விவரமா சொல்லு பொண்ணம்மா எதுக்கும் நான் இருக்கேன் இதுவே போதும் ராசா இதுவே போதும் வந்தானா அதுல ஒருத்தன் வாய்க்களை போன சோத்துக்கையை முறுக்குனா இன்னொருத்தன் என் பிள்ளைய மல்லாக்க தள்ளுனா ஏதோ பேச போனவன் வாயிலையே ரத்தம் வரும்படியா குத்துனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு டயர் தூட்ட விசாரிக்க கைய வளைச்சு கட்டி அடி அடினு அடிச்சு நாய இழுத்துட்டு போற அவளை போயிட்டான்பா சுந்தரம் ரத்த அழுத்தம் கூடாமல் இருக்க மத்தியானம் உட்கொள்ள வேண்டிய மாத்திரையை கைப்பையில் இருந்து எடுத்து மனைவியை பார்த்தார் அந்தம்மாவும் உள்ள ஓடி போய் ஒரு டம்ளரோடு வெளியே வந்து கணவனிடம் நீட்டி விட்டு தன் பங்கிருக்கும் பேசினாள் வந்து சொல்லி இருக்கலாம் கூட்டத்தை கூட்டிட்ட பாரு நீ நினைக்கிற மாதிரியே உன் நாய் நினைக்க மாட்டேக்குத ஒரு மணி நேரமா அள்ளாடுற ஆனாலும் அந்த நாயை குறைச்ச குறைப்புல என் கொலைய நடுஞ்சிட்டு சீக்கிரம் அப்போ என் பையனை பண்ணாத கோலம் எல்லாம் பண்றாங்களாம் பழைய பகவே உண்டுப்பா எங்க சேரி பக்கம் சாராய மாமலுக்கு வர போலீசுங்களை தத்தேரி பையன் திட்டி புட்டான் சார் போட்டுதான் திட்டுன ஆனாலும் போலீஸ்காரன் யானை சுண்ணாம்பு தேங்காயை மறக்காதது மாதிரி மறக்கல சுந்தரம் போலீசை மடுக்க யூகம் போல் தலையை சுடைந்தார் மூக்கை ஆள் விரலால் அடித்தார் அவர் மனைவிதான் உசார்படுத்தினாள் மசியாட்டா, கடந்த ஓராண்டு காலத்தில் இந்த மாதிரியான கோபம் வந்ததில்லை அதன் வெளிப்பாடாக கார் அங்கு மிங்குமாய் லைன் மாறி ஓடியது சில கார்காரர்களிடம் திட்டுக்களை வாங்கி கொடுத்தது ஒரு ஓரமாய் ஹாய் நடந்த ஒரு சல்வார் கமிஷை அலரடித்து ஓட வைத்தது ஆனாலும் அவர் காரின் போக்கு பற்றியோ காதில் விழுந்த திட்டுகளை பற்றியோ மனதில் பதியாமல் அதே மனதின் முன்னையின் நிகழ்ச்சிகளை பாதிப்புகளாக்கி பார்த்தார் என்ன அணியாயோ எங்கேயும் நடக்காது அணியாயும் போன மாசம் வாங்கின கண்டசிலா டயர்களை எந்த பயலோ அல்லது கும்பலோ கழுதிட்டு போனது நெசந்தான் இரவோடு இரவா நடந்த திருட்ட மறுநாள் ஆம மாதிரி கிடந்த காரை பார்த்ததும் உடனே போலீஸ்ல புகார் செய்தது இந்த பாக்கிய முத்து பையதான் போலீஸ்காரங்க நத்தியும் கையுமா வந்ததும் பாராட்டுக்குரியதுதான் ஆனா அவங்க பாராட்டும்படியா நடந்துகிட்டாங்களா வெறுப்பேத்து நானுங்க காரோட டிரைவர் வீட்டுல இப்போ வேலை பார்ப்பவர்கள் வேலையில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் நின்றவர்கள் வண்டிக்கார பேப்பர்காரி தொழில் நடத்தும் செருப்பு தைக்கும் தொழிலாளி இஸ்திரி போடும் ஒரு கிளவட்டம் காய்கறி காரி பூக்காரி எல்லாருக்கும் மேலா புகார் கொடுத்த இந்த பாக்கி முத்து அனைவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரிக்க வேண்டும் என்றார்கள் அவர்களிடம் சட்டம் பேசிய பாக்கிய முத்துவை அடக்கியாயிற்று காவலர்களுக்கும் ஆட்டோவில் வந்ததற்கும் போனதற்கும் நூறு ரூபாய் நோட்டை வெறு கொடுத்தாயிற்று அப்படியும் பசியடங்களை என்ன நினைச்சிட்ட இந்த போலீஸ் இந்த பாக்கிய முத்து எப்பேற்பட்டவன் மார்புக்கு கவசம் தலைக்கு தொப்பி பின்பக்கம் புதர்காடாகவும் முன்பக்கம் வீடுகளாகவும் உள்ள இந்த ஏரியாவிலே கைப்பம்பு மோட்டார் செட் சைக்கிள் டேங்கி மூடி நேரம் கிடைத்தால் வாசல் கேட் போன்ற திருட்டுக்கள் ஆரம்ப காலத்தில் இரவில் நடந்தது இதை நாளும் தெரிந்த வீட்டுக்காரர்கள் கண்டுகொள்ளாததால் பகலிலும் நடந்தது இப்படிதான் ஒரு தடவை பாக்குறதுக்கே பயங்கரமான ஒரு பச்சை குத்தி பைய பக்கத்து விட்டு கைப்பம்ப கலற்றியதாயிற்று நாளைக்கு வந்த இந்த பாக்கியமுத்து அவன் மேல் பாய்ந்து பம்பரமா சுழற்றி அவனை கால விழ இன்னும் ஒரு வாரத்துல உனக்கு இருக்கடா ஆப்பிட் கத்திக்கிட்டு ஓன பச்சை குத்திய வெறுங்கையோடு துரத்தியவன் இந்த பாக்கியமுத்து பத்து வருஷமா ராமனுக்கு அனுமர் மாதிரி பணி விடை செய்கிறவன் இனிமே நாட்டுல போலீஸ்காரவங்க எவங்கன வேணாலும் பிடிச்சிட்டு போகலாம் ரெண்டுல ஒண்ணு பாத்தாகணும் ஆனாலும் லோக்கல் போலீஸ் அதிகமா பகச்சுக்கப்படாது அளவுக்கு மேல போனா இருக்கவே இருக்காரு டெப்டி கமிஷனர் அந்த காவல் நிலையத்திற்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்ட செங்கல் லாரிகள் பயணிகளோடு கூடிய வேன்கள் டெம்போக்கள் ஆட்டோக்கள் டயர் போய் மண்ணோடு மண்ணாகி மக்கி போன கார்கள் கசமுசா என்று கம்பிகள் மூலம் பேசும் ஒரு கம்பீரமான மோட்டார் பைக் ஆகியவற்றிற்கு இடையே காரை எப்படியும் நுழைத்துவிட்டு அதிலிருந்து வெளிப்பட்ட சுந்தரத்தின் பாதங்களில் இரண்டு கரங்கள் பதிந்தன கண்ணீரவற்றை நினைத்தது வாய் ஒப்பாரியாய் விம்மலாய் விக்கலாய் தலைப்படியாய் முகமூடியாய் ஒப்பியது ஐயா என் புருசனை கொல்லாம கொள்றாங்க பழி கடக்கும் போட்ட கூச்சல்ல காது கொடுத்து கேட்க முடியல ஐயா என் ஆம்பளை ஆன கண்ணால பார்ப்பேன ஐயா சுந்தரம் ஆபத்துக்கு பாவம் இல்லை என்பது அவளை தூக்கி நிறுத்தினார் தலையில் அடிக்கப் கரங்களை பிடித்து இவருக்கு பரிச்சயப்பட்டவள்தான் பலதடவை வீட்டுக்கு வந்திருக்கிறாள் ஒருவர் உருமாற ஆண்டு கணக்கில் இளமையான குண்டு கன்னங்களும் துருத்திய கண்களும் குழிகளாக மாற ஆண்டு கணக்கில் ஆனால் இப்படி ஒரே நாளில் முடியுமா ஆக முடியும் என்பதற்கு அத்தாட்சியாக நின்றவளுக்கு கண்களால் கருணை காட்டி யாமிருக்க பயமேன் என்பது பார்த்துவிட்டு அதான் நான் வந்துட்டேன் இன்ன ஏன் அழுகிற என்று சொல்லிவிட்டு சுந்தரம் காவல் நிலையத்தின் ஆறு படிக்கட்டுகளையும் மூன்று மூன்றாய் தாவி மேட்டு தளத்தில் நின்று உள்ளே எட்டி பார்த்து விட்டு நுழைந்தார் அங்கே இருப்பவர்களையும் இருந்தவற்றையும் பார்க்க பார்க்க அவரது ஆவேசத்தில் பாதி ஆவியாகியது பள்ளி மாதிரி சுவரில் அப்பிய துப்பாக்கிகள் கழுத்தும் காலும் சேர்த்து கட்டப்பட்ட ஒரு இளைஞன் குக்குரல் அதற்கு பதிலாக அவர்களது அம்மாக்களையும் அக்காக்களையும் வம்பிழுக்கும் வார்த்தைகள் பகாசுர பயிர்கள் இறைச்சல் போடும் மைக்குகள் வெளியுலகம் தெரியாத உள்ளுலகம் அதுவே பலருக்கு நரகம் அந்த நரகமே சிலருக்கு சொர்க்கம் சுந்தரத்திற்கு ஆவேசமே பயமானது அவரின் நண்பரான டெபிடி கமிஷனரின் உருவத்தை மனதில் நிறுத்திக் கொண்டார் அவருக்கும் தனக்கும் உள்ள உறவை கண்ணடை போல் பெரிதாக்கிக் கொண்டார் நியாயம் இருப்பதை நினைத்துக் கொண்டார் யாரிடம் போவது என்று கண்களை சுழற்றினார் யாருமே அவரை கண்டுக்கவில்லை அதட்டுவதை விட மோசமான உதாசீனம் அதுவே அவமானமாகப்பட்டது ஆனாலும் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு பார்த்த போது ஒரு காக்கி விசாரணைக்கு என்று வந்து நூறு ரூபாய் நோட்டை வாங்கிக் கொண்ட சப் இன்ஸ்பெக்டரும் வயதுக்குள்ளேயே முகம் கொளுத்த வீரர் அவருக்கு எதிரே எஸ் வடிவ ஒரு கிடா மிசை பார்த்தால் பயம் வரும் தோற்றம் அதை பற்றி கவலைப்படாமலே ஒருத்தன் அதுவும் கைலி கட்டி ஆசாமி அட்டகசமாக பேசுகிறான் வீரப்பா போல் சிரிக்கிறான் அவர் காதில் கிசு இன்ஸ்பெக்டர் நிமிந்து பார்க்கிறார் சுந்தரத்தை முகத்தை ஆட்டி அவர் வந்ததும் என்ன என்கிறார் இதற்குள் எதிர் நாற்காலியில் இருந்தவர் சார் சார் இவர் தான் உள்ள பிடிச்சு போட்டிருக்கோமே பாக்கிய முத்து அந்த பயலோட முதலாளி உட்காருங்க சார் என்றார் பிறகு இவரை நம்ம டிசி சவுத்துக்கு வேண்டப்பட்டவர் என்று கண்களை சுமிட்டுகிறார் உடனே சொன்னவரின் அருகே இருந்த நாற்காலியில் இரண்டு கால்களையும் தூக்கி போட்டிருந்த இன்ஸ்பெக்டர் அந்த கால்களை திரும்ப பெற்று சுந்தரத்தை கண்களால் உட்கார சொல்கிறார் மீண்டும் ஒரு பேப்பர் வெயிட்ட எரியவது போல் தூக்கினார் எதர்ச்சையா டெக்னிக்கா தெரியவில்லை பிடித்த பிடியை விடாமலேயே சுந்தரத்தை பார்க்காமலேயே சுந்தர திரைக்கு பதில் அளித்தார் எங்களுக்கு புகார் நாங்களே சுய ஒவ்வொருத்தரும் எல்லா கோணத்திலையும் பாக்குறதுதான் போலீஸ் நீங்க கூட இன்சூரன்ஸ் காரங்களை ஏமாத்துறதுக்கு இப்படி செஞ்சிருக்கலாம் இல்லையா என்ன பத்தி டெப்டி கமிஷனர் சொன்ன இவர இடுப்பை சுற்றிய பெல்டோடு உரை போட்ட துப்பாக்கியோடு லத்தி கம்பு வீச்சாக புறப்பட்டார் அவர் தொப்பி மறையும் வரைக்கும் கண்களால் சலீட்டடித்தபடியே பார்த்த ஏட்டோ சப் இன்ஸ்பெக்டரோ சுந்தரத்தை சினேகமாக பார்த்தார் பிறகு மேஜையின் அன்றாயர் மாதிரியான ஒரு அடைப்பை இழுத்து குப்பையா கிடந்த காகித குவியலை கைகளால் இஸ்திரி போட்டுவிட்டு சுந்தரத்திடம் நீட்டினார் சுந்தரம் அந்த காகிதங்களை மேலோட்டமாகவும் மேலும் கீழுமாகவும் பார்த்தார் சந்தேகமில்லை இது பாகியமுத்துவோட எழுத்துதான் பற்றி கொடுத்த விவரங்களை உதாசீனமாக ஒதுக்கிவிட்டு அதற்கு பிறகு வந்த தகவல்களை மாறி மாறி படித்தார் அடப்பாவி இரண்டாவது குறுக்கு திருவுல மொப்ட்ட திருண்ணானா அஞ்சாவது அவன்யூல புத்தொன்புது ஏசி மிஷினை கலட்டி வித்தானா பிள்ளையார் கோயில் பக்கம் ஒருத்தியோட தாலி அறுத்துட்டு அடையாளம் தெரியாத ஒரு பாவி தப்பிச்சு அட்ரஸ் கொடுத்துருக்கான் இந்த லட்சணத்துல ஒவ்வொரு பக்கமும் இவன் கையெழுத்து நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல சுந்தரம் விழிப்பிதுங்க பிரமித்தார் இரண்டு கைகளையும் முயல் போட்டது போல் காதுகளோடு வைத்து கொண்டார் அந்த போலீஸ்காரரை புதிராக பார்த்தார் அவருக்கும் புதிதாக வந்திருப்பவருக்கும் ஐநூறு ரூபாய் நோட்டை ஒத்தையாகவோ இரட்டையாகவோ பார்க்க ஆசை இயல்பாக பேசுவது போல் பேசினார் ஏன் சார் அப்படி பாக்குறீங்க உங்களால நம்ப முடியாதுதான் இதுதான் புகார் கொடுக்கிற ஒரு அப்பாவிக்கும் புகார விசாரிக்கிற ஒரு போலீஸுக்கும் உள்ள வித்தியாசம் எத்தனை பொம்பளைங்க கள்ளக்காதனோட சேர்ந்துகிட்டு கட்டின புருஷனை கொண்டுட்டு கண்ணகி வேஷம் போடுறத பாத்திருப்போம் எத்தனை புருஷங்க பொண்டாட்டிய கொளுத்திட்டு தீபிடிச்சது போல அவளை விஷத்த கூட மறைக்கிற வெளுப்பு இந்த மாதிரி அனுகுல சத்துருபாய் இருக்கிற பசங்களை நம்பவே கூடாது சார் நாளைக்கு உங்க மனைவியும் மகளும் நகை போட்டிருக்கலாம் அத கைப்பற்ற பாக்கலாம் பொதுவா இவங்க ஆள் வச்சுதான் செய்வாங்க அடையாளம் தெரிஞ்சுட்டா கொலை கூட செய்வாங்க சொல்றத சொல்லியாச்சு இன்னும் எஃப்ஐஆர் போடல வேணும்னா அவனை ஜாமீன்ல எடுத்துட்டு போங்க கிரைம் நாவல் எல்லாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் சுந்தரம் அசைவற்று கிடந்தார் அவரை கைப்பற்றி பிடித்து இழுத்து சுயத்திற்கு கொண்டு வந்த போலீஸ்காரர் பவியமாக கேட்டார் அடிச்ச அடியில பையன் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான் வேணுமனா அவனை போய் பார்த்து நாலு கேள்வி கேளுங்களேன் நீங்க டிசிக்கு வேண்டப்பட்டவருங்கறனாலதான் இவ்வளவு செய்யறான் அந்த துரோகி பயல பார்த்தாலே பாவம் சார் அடிப்பட்ட பாம்பு அவனை எவ்வளவுக்கு வராம பார்த்து கொள்ள வேண்டியதோ உங்க பொறுப்பு இதுக்கு எவ்வளவு செலவானாலும் சரி சுந்தரம் எழுந்தார் புறப்படுவதற்காக வாசலை பார்த்தார் அந்த சமயம் பார்த்து வாசலுக்குள் நுழைய போன ஒரு பச்சை குத்தி கை குட்டையால் முகத்தை மறைத்துக் கொண்டே ஒதுங்கிக் கொண்டான் இந்த சிறுகதை இத்துடன் நிறைவடைகிறது இந்த சிறுகதை பத்திய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க இந்த சிறுகதை உங்களுக்கு நண்பர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க மீண்டும் அடுத்ததொரு நாவல் அல்லது சிறுகதையுடன் உங்களை சந்திக்கும் வரை இணைந்திரங்கள் இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி உங்கள் சதிக்க பிறந்தாக நன்றி வணக்கம்